வணக்கம் Bank Nifty Future 1 Minute Chart இந்த சார்ட்டில் நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம வந்து டெய்லி சொல்லிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து அக்டோபர் நைன்டீன் ஒரு வெனஸ்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு gap-up தான் 40,500 தௌசண்ட் ஃபைவ் ட்ரேடிங் வந்து போச்சு பட் நமக்கு மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்லேயே நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கிடச்சதுனால பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் என்ன பண்ணோன்னா டெய்லி நமக்கு கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அது பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்க்கும் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் நமக்கு இமீடியேட்டாக ஒரு காலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் பாருங்கள் ரெட் கலரில் ட்ரேடிங் வந்து போய்ட்டு இருந்துச்சு ப்ரியஸ்டேட் ட்ரெண்டான செல் ட்ரெண்டில் போச்சு ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு இமீடியட்டாக க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அப்படின்ட்டு நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு மேலே இருக்க கிரீன் கலர் லைன் டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணி ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கால் ஜென்ரேட்டான ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கால் ஜென்ரேட் ஆனது இப்போ டைம் வந்து நைன் தேர்ட்டி ஃப்யூச்சர் பார்த்துட்டோம் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் இது வந்து ஒரு அடுத்த மணி ஆப்ஷன் சார்ட் வீக்லி ஆப்ஷன் தான் நாளைக்கு எக்ஸ்பெயர் ஆகும் போது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டூ டுவெண்ட்டி டூல வந்த பை கால் டூ சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் ரீச் அவுட் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி உங்களால் நல்லா ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இதை உங்களுக்கு தேவைன்னு நினைச்சிங்கன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ